நாங்க என்ன பாக்க போறோம் திடப்போன இடத்துல துவாரஷமான விஷயங்களை பத்தி தான் பாக்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு லைக் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இல்ல யார் நல்ல பெட்ரோல்ல குளிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க ஏ பி சி நான் நினைக்கிறேன் சி நோட பதில் கமெண்ட்ல சொல்லுங்க இதுல ஒரு விஷயத்துக்கு கவனிச்சீங்களா கவனித்தீரா நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் வந்த வீட்டு வார்த்தை நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு கடவுள் பொக்கிசமா இருக்கா பொக்கிசமா தான் இருக்கு ஆனா அத எடுக்க முடியல இந்த மாதிரி கண்ணாடி இல்ல கடையிலே போட்டா சரி திரும்பி வந்துட்டேன் என்ன இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்ட போறாரு மறைச்சாரோட தனியது இவ்வளவு மூட்டை பத்திக்கிட்டு ஒரு ஏத்துல வந்துருச்சு மூடிட்டேன் வெளியே வந்துருக்குமே Let's go, let's go. Uh-oh! Daniel Bryan's feet have not touched. Moment of truth for Kane. Will he eliminate his player? Will he allow Bryan to survive? <laughs> Daniel Bryan, they put him back in! Will Kane hold punches? Will he hold the goat? oh my god wow ili ketha solvanga plan panni palananga idhu pondra pala video kala paakara na marakama subscribe pannunga so na unga sam and you are watching